நீ கடக்கும்பு பாரு உங்க அக்கா தாரியை மாடி துணி எடுத்த அவகிட்ட போய் கேளு அடியே குண்டு கல்யாணி என் டிரெஸ் நீதான் போட்டுக்கியா நான் போய் வீடு புள்ளா தேடிட்டு இருக்கேன் இப்படி பேசிட்டு வரையை போய்ட்ட சவுத்து குருவி அதெல அவுட் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ணனும்னா பண்ணிக்கடி. ஓ அப்படியா விஷயம். 이르டி உனக்கு இப்ப வக்கிற ஆப்பு. அடடட அடடட இந்த ஏது செய்கிராய். கனவில் நீயும் வந்தாய் என்னੁਰகம் கேட்கிறாய். என்ன பாடி சட பாட்டெல்லாம் பாடிக்க வரேன். அது ஒண்ணு இல்லடா முள்ளமन्त्री. நீ போர் அடிக்குது சொன்னீல. நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? என்ன கேம்? சும்மா அம்மாவையும் அக்காவையும் பிராங்க பண்ணுவோமா? என்ன பிராங்கு காதை சொல்றேன் கொஞ்ச நேரம் <laughs> <laughs> <laughs> <laughs> நீங்க நாய் பிளான்ல மண்ணவாரி போறதே உங்களுக்கு மொலப்பா போச்சு அதான் மாவோ மூத்த மகركalle அவ ஆரஞ்சு கலர் Dress போட்டு நீக்கு வெளிய போறா அய்யோ என்னால முடியல இப்ப என்ன பிரச்சனை சொல்ல உனக்கla இப்டி சொன்னா புரியாது வா என்னன்னு காatre கadel cricket விலின்diriche wicket ஏமா wicket யா wicket எதனே wicket ஓடுறந்திரன் காட்டுன அவ பாட்டுக்கு பாட்டு பட்டுக்க வேண்டியது இப்ப என்ன எதுக்கு கூட்டோ நீங்க அம்மா இப்ப ஒரு ரிப்போர்ட் நானேதி ஆஞ்சு கலர் Dress போட்டா எனுகோ ப்ரோபோஸ் பண்ணறன்னு அர்த்தமா என்ன அது நான் நான் என்ன என்னன்னு தெரியும் இடி பெருக்கும் உனக்கு ஏமானதிய வாங்கிட்டியேடி உங்க அட்டங்காரி வந்தா நான் என்ன பண்ணுவேனோ நம்மளே ஏதுமே பண்ணலங்க அம்மா கேமரா பாரு கேமரா பாரு பிராங்க ஹாஹாஹா அம்மா அம்மா லாண்டோமா லாண்டோ அட பாவீங்களே உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா வாடா ஓடியா போயிடுவோ